முடி வீஜமுடு டான் டான் டான் டான் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தான் பார்க்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி ஓப்பன் பண்ணி அந்த வீடியோஸுக்கு தமிழ் வைக்கிறது காப்பிரைட் கிளைமாக தான் அதை எப்படி நம்ம பார்க்குறது அது இல்லாமல் நிறைய பேச்சஸ் எப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதேமாரி கமெண்ட் எப்படி இதிலே இந்த ஆப்பில் நம்ம ஃபீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது இப்போ பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பெல்லைக்குன்னே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் இப்போது வந்து ஒரு எடிட்டிங் பென்சில் ஐக்கான் இருக்கும் அந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கலாம் டைட்டில் கொடுத்துருக்கலாம் எது வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் எதுவும் வேணால் செட் பண்ணலாம் கிடைச்சி வீடியோ அதெல்லாம் மொத்த டேக்லேருந்து மொத்தம் செட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதுமாரி குத்துலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் இந்த வீடியோ மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூடியூப்பில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வீடியோன்னு ஃபுல் வீட் உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நீங்கள் எந்த வீடியோ காபிரைட்டு கிளைம் இருக்கும் அந்த வீடியோவை கண்டிப்பாக எதுவும் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க தான் சொல்லுவேன் ஏன்னா டெலிட் பண்ணிணா கூட காபிரைட் கிளைமு வேறு மெத்தடில் நம்ம ரிமோவ் பண்ணால் அது ரிமோவ் ஆகும் டெலிட் பண்ணிட்டோம்னா அது காபிரைட் கிளைம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா லைவ் சேட்டில் நிறைய பேர் லைவ் தமிழ் பய வைக்கு இருக்காங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட்ரு சப்ஸ்கிரைப் வியூஸு மற்றமே பார்க்கலாம் வீ வீடியோட வியூஸ் எல்லாமே சரிங்களா இதுமாரி நிறைய பிக்சர்ஸ் இருக்குது இதில் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க வியூஸு சப்ஸ்கிரைப் வீடியோஸு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழெல்லாம் இதெல்லாம் எதுக்கு ப்ரூவ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்க்ரைப்போட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்திங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் எக்ரிமே மெசேஜுக்கு வந்து ரிப்பீட் பண்ண முடியும்ன்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ ரிப்பீட் பண்ணுங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும் யாருன்னா பேடாக கமெண்ட் பண்ணாங்கன்னா இதில் போய் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான இது எத்தையும் தடவை சொல்கிறது அப்படின் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ரோ